வெயில் அடிக்கும் நாளில் நிழலை பற்றி படிக்க குழந்தைக்கு உதவலாம் இருக்கும் குழந்தையின் நிழலை கண்டுபிடிக்க சொல்லலாம் நடக்க வைக்க முடியுமா குதிக்க வைக்க முடியுமா டான்ஸ் ஆட வைக்க முடியுமா என கேட்கலாம் சூரிய வெளிச்சத்தை ஒரு பொருள் தடுத்தா அது நிழலா கீழ விழும் என்று நிழல் விழுவதை விளக்கலாம் நிழலை கொண்டு விளையாடுவதால் குழந்தை வெளிச்சத்தை பற்றி அறிய முடியும்